ஆ கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய ஃபஸ்ட்டு யூடியூப் சேனலை வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் எம் டூ கே விலாக்ஸ் அண்ட் கேமிங்ஸ்ன்னு அதோடய ஃபஸ்ட்டு வீடியோ தான் இது நான் என்னென்னலாம் கலெக்ஷன் வச்சிருக்கேன் என்னென்னலாம் கேரக்டர் வச்சுருக்கேன்னு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம் இன்னொரு நாள் இன்னொரு நாள் நாளைக்கு வந்து கேமிங் வீடியோ வரும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க என்னோடய ஐடி வந்து கபி ஸ்விக்ஸ் இங்கே சைடில் பார்த்தாலே தெரியும் இங்கே சைடில் பார்த்தாலே தெரியும் இதே நம்மளோட ஐடி நான் மறக்காமல் ரெக்வஸ்ட் நான் கண்டிப்பாக மீனா இன்வைட் பண்ணுவேன் அப்ஸ்அப் கொடுத்துருவேன் என் போன் தான் இருக்கிறேன் அம்மா போன் எடுத்துட்டு போயிருக்குதான் பாருங்க ஒரு பத்து நிமிஷம் கற்றுக்கு அது பார்த்திங்கன்னா ஸ்கைலர் கேரக்டர் ஸ்கேலர் கேரக்டர் ரெண்டு ரெண்டு அமௌண்ட் தான் வச்சுருக்கேன் அது ஃபஸ்ட்டு கேரக்டருக்கு போயிடலாமா அந்த பெட்டுக்கு போயிடலாமா பெட்டுக்கு போயிடலாம் ஃபஸ்ட்டு டக் பெட் ஒன்றுருக்கு கிட்டி அது டிஃப்ரெண்டாக எல்லாத்துக்கு வரும் கிட்டி ஒன்று இருக்குது அவ்வளோதான் அதில் இது வந்து இந்த மாதிரி பெற்று செலவுலாம் வாங்க பெட்டிருக்கு கற்பட்டத்தை பாக் இந்த மாதிரி நான் ரொம்ப வச்சுருக்கேன் அடுத்த கேரக்டர் போயிடணும் ஸ்கைலர் ஷிரோ அலாக்கு மேஜியம் கெல்லி உல்ஃப்ரா அயாட்டா ஆண்ட்ரியூ டிபி டிபி திபா ஜோசஃப் க்ளா ஒலைவா ஆண்டினோர் பா கேரக்டர் மற்றும் அதுக்கப்புறம் பாருங்கள் வாழ் பையன் கலெக்ஷனுக்கு வந்துட்டோம் வந்து ஆக்கில் இதெல்லாம் வந்து இருக்குது ஓகேங்களா அடுத்தது இது இதில் இந்த மாதிரி இருக்குது ஓகே மாஸ்கில் ஒன்றும் இல்லை டிஷர்ட்ஸில் பாருங்கள் கலெக்ஷன்ஸ் இருக்குது இது வந்து எல்லாம் ஈவெண்ட்டில் விட்டு இருக்கு ஈவெண்ட்டில் விட்டிருப்பேன் பே எதாவது ட்ஸ்லாம் இருக்குது இங்கே அதே அதுவும் ஈவெண்ட் வந்துட்டு இது ஈவெண்ட்டு தான் இது ஈவெண்ட்டு தான் இது ஈவெண்ட்டு தான் இது ஈவெண்ட்டு தான் மற்றெல்லாம் லக்ராவில் வந்தது கட்டி அமௌண்ட்டு ரெண்டே ரெண்டு தான் அதுதான் காமிச்சிருக்கீங்க ரெண்டே ரெண்டு அமௌண்ட் தான் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுருக்கேன் நான் கிட்டார்த்து இப்போ ஒன்று பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணேன் இல்லை கேலண்ட்ருக்கு பார்த்தோன்னா க்ளை பண்ணேன் நெக்லர் ரெண்ட்ருக்கு கோக்ரா இருக்குது ஒன் பஞ்சு பேன் சிஆர் செவன் இந்த மாதிரி ரேம் பேஜ் எதுவும் இருக்குது லாக் பண்ணி இப்போ தான் ஒன்று புதுசாக எடுத்துணும் எடுத்தது பாருங்கள் இந்த மாதிரி லூட் பாக்ஸு பேராஷூட் வந்து ரெண்டு பார்த்தனா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இருக்குது இது வெளியில் பார்த்துக்கலாம் வெளிகளுக்கு அவ்வளோக்கு ஸ்கின் இருக்காது இது ஒரு ஸ்கின் இருக்குது அதுக்கப்புறம் ஜீப்பு கோர் ஸ்கின் இருக்குது இதுக்கு ஒரு ஸ்கின்னா இதுக்கு ஒரு ஸ்கின் இருக்குது இதுக்குள்ள இதுக்குள்ள ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் மூணாவதர் இப்போதையும் அவ்வளோ அவ்வளோ லோகோ பரவாயில்லை இப்போ ஸ்கேலர் கேரக்டர் எடுத்துருக்கேன் ஸ்கேலர் கேரக்டர் வந்து நம்ம முன்னாடி இருக்குது உங்களுக்கு தெரியும் இங்கே பார்த்தோன்னா இங்கே இருக்குது சிங்கருக்கு ஸ்காலர் கேரக்டரு தெரியும் இப்போ வந்து அக்கிருத்தி எல்லாம் என்னென்ன கேரக்டர் நல்லா இருக்கு என்ன காட்டலையோ அது பேலன்ஸ் காட்டல பேலன்ஸில் இந்த மாதிரி கோல்டப் சிஎஸ் ரேங்குடு கோல்டன் ஓஷியன் டேன் அப்புட் சேகரு விட்டுருந்தாங்க மியூசிக்கு தினமும் விட்டுடுறாங்க பாட்டு போட பாடுது எது ஒன்று ஃபஸ்ட்டு அதர்ஸ் கொடுத்தோம்னா இந்த மாதிரி நிறைய இருக்குது நான் பார்த்தோம்னு பண்ணால் இந்த மாதிரி இருக்குது லூட் பாக்ஸில் பார்த்தா இன்னும் ஓப்பன் பண்ண வச்சுருக்கேன் உங்கள் உங்கள் மணிக்கு கண் முன்னாடியே நான் ஓப்பன் பண்ணிடுறேன் ஏன்னு நினைக்கிற ட்ரீட் தேங்க கிடைக்கு போகுது வேற என்னங்க கிடைக்க போகுது நீங்க சொன்ன மாதிரி இதுதான் இதுதான் காஸ்ட்யூம் இப்போ இருக்கிற காஸ்ட்யூம் அடுத்து வெப்பன் கன் ஸ்கின் போயிடலாம் கன் ஸ்கின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்றாக ஆரம்பிக்கலாம் எம் ஃபோர் வந்து லிமிட்டட் லிமிட்டட் டைம் இதுவும் ஒன் ஸ்கார்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கின்னு அதுவும் லிமிட்டட் டைம் தான் லக்ராயில் வெப்பன் வெப்பன் கார்டு எடுத்து வச்சது இது வந்து ரெண்டுமே பர்மனென்ட்டு ஏ படிச்சு பாருங்கள் மார்க்ஸ் ஒன்று என்ன இது லிமிட்டட் டைம் மூணு இருக்குது அதெல்லாம் வச்சு ஆறுன்னு இதுல இது வந்து பர்மனெண்ட்டு தான் வந்து என்னன்னா எம்பி ஃபோர்னே தான் பர்மனண்ட்டு மிஷின் கன்று எம்பி வந்து லிமிட்டட் டைமு இந்த இதுதான் இந்த கன்று எதுவும் வந்து பர்மனன்ட்டு கோல் ட்ரைவ் தான் அடிச்சது இது ஒன்று பெர்மனண்ட்டு ஸ்னைப்பர் வந்து ஒன்றும் இல்லை ஒன்று மெலிக் வந்து இது ஒரு இது பெர்மனண்ட்டு ஏக்கரும் எடுத்தாச்சு பற்றி நான் இந்த ரெண்டு ஸ்கின் இருக்கு நான் இந்த ஸ்கின் எடுத்துருக்கேன் கட்டானா கின்னு கட்டானா விட்டுருக்காங்கன்னா எடுக்கணும் ஒன்றுமில்லையும் எல்லாம் ஒன்றும் இல்லை கிரானட்டுக்கு மூணு ஸ்கின் எவ்வளோமே பெற வேணான்ட்டு கிரானேட் ஒன்று எடுத்து ஒன்று விட்டு எடுத்து வச்சிடலாம் கிரானேட்டு அடுத்து அவ்வளோ பின்னா இப்போ வந்து அது அதே கில்ஸ் வந்து பார்த்திடலாம் ரேங்க் கிடப்பு இது வந்து அவளுக்கு கிடைக்காது நம்மளுக்கு வேறு என்னங்க கிடைக்கும் பாருங்கள் எதோ ஒன்று கிடச்சது போன்ஃபேர்லாம் உங்களுக்கு எதுங்க ஓகேங்க பாய் பாய் நாளைக்கு வந்து கேமிங் வீடியோ